என்ன நானு என்னான நெஞ்சோன்னு மனுசுதான் பறக்குதே ஆனாலும் வயசுதான் கட்ட பர கயகுதே அக்கும் நானும் பெண்ண பிறந்த பலனை நெஞ்சு நெஞ்சல் களையாடி கொண்டே இருக்கிறாய் எனக்குள் புகுந்த எங்கோ அழகாய் நானும் மாறுகிறேன் அறிவாய் நானும் பேசுகிறேன் சுகமாய் நானும் மலருகிறேன் உனக்கு ஏதும் தெரிகிறதா ஒரு முறை பார்த்தால் பல மண்மதனை ரோசிக்கி மண்மதனை ரொசேக்கி